மனசு எதை வேண்டுனாலும் எதை விரும்பினாலும் அது கொடுக்க நினைக்கிறீங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பழகி வச்சிருக்கோம் முதல்ல திங்க் பண்ணுங்க எல்லாமே ஜோதியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க பவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சக்தியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா அடையாளங்களுமே எதை பற்றி என்றால் உள்ளே இருக்கும் இந்த மெய்ஞானத்தை பற்றி தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலம் மெய்ய என்ன சாமியார் அதுக்கே ஒரு வருஷம் ஆகும் இது இவர் சொல்றதா உண்மையா இல்ல சத்குரு சொல்றது உண்மையா இல்ல அவர் சொல்றது உண்மையா அப்படி நீங்க சுத்தி சுத்தி சுத்தி கடைசியில வந்து சேர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் போயிடும் ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் தப்பு இப்போ ரீசெண்டா வரும்போது கூட எனக்கு என்ன ட்ரெண்டு வச்சுன்னா பரம்பல் ஃபவுண்டேஷன் மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்கேன் ஒருவேளை அதனால நம்மள நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டோமோ எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா கோகுல லக்ஷ்மின்னு ஒருத்தன் ஆக்சுவலி வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சு அன்னதான போட முடியல அப்படிங்கிறத வஸ்திரதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு எதை கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியல ஃபவுண்டேஷனுக்கு இந்த வஸ்திரத்தை வந்து நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ன தப்புலாம் பண்ண அப்படின்னு தெரியும் பெரிய பேசுற டைம் இல்ல வீடியோஸ் இருக்கும் சிந்தனை செய்வோம் இருக்கும் என் அண்ணா கூட எப்படி சண்டை போட்டா அண்ணா வச்சு செஞ்சாரு அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ஒரு ட்ராக்ல நீங்க வீடியோஸ் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அந்த அளவுக்கு அன்பு எப்படி கொடுக்குறேன்னு தெரியல அன்பு கொடுக்கணும் சொல்றாங்க சரி நம்மளால எது முழுது அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கொடுத்துட்டு இருக்கேன் சோ இவருக்கு அப்படின்னு நினச்சிங்க மத்தவங்கன்னா கண்டிப்பா இவருக்கு ரீச் ஆயிரும் அதான் இவர் சொல்லுவார் எனக்கு பக்கத்துல கொடுங்க ஆட்டமேட்டிக் எனக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவாரு கர்மயோம் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள்தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சிவாகியல் அப்படின்னா என்ன உருதரித்த நாடியில ஒடுங்குகின்ற வாயுவை ஆகிய வாயு கருத்தினால் நிறுத்தி வார்த்தையை கவனிக்கணும் அப்படிங்கிறார் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் அர்த்தம் தெரியாமனு எவ்வளவு அர்த்தம் உள்ளதுன்னா எனக்கு தெரியல அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை அர்த்தம் கொடுக்கும் கருத்தினால் நிறுத்திய கபாலம் ஏற்ற வல்லீரல் பாரு மே வேற மின் சத்தியமா சக்தி இது யோக பாதை இதை வேற மாதிரியும் என்ன பிராணயாமம் எந்த பிராணயாமம் நார்மல் வாசி வாசி வாசி வாசி உண்மையான விடாது உள்ளேயும் எங்க வெளியும் விட கூடாது உள்ளுக்குள்ளையும் காத்து அப்ப என்னதான் இந்த காத்த உள்ளேயே ஏத்துவீங்க அதான் பரம்பொருள் யோகம் அதான் கொடுத்திருக்கு ஏற்றி இறக்கி இருகால் கணக்கறிவாரு காத்த பிடினா நீங்க காலவே பிடிச்சு காத்த புடிங்க முதல்ல எல்லாத்தையும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவா கணக்கு பார்த்து கரெக்டா கணக்கு வச்சு அந்த காத்த பிடிக்கிற கால் கிடையாது காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அதை ஒருத்த பிடிச்சிட்டான் அப்படின்னா கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே அப்படின்னு எட்டி உதைக்கலாம்ங்கிறார் யமனே வந்தா அப்படி எட்டி உதைக்கலாம்ங்கிறார் போடா அப்புறம் போடா அப்புறம் பாத்துக்கலாம்டா போடா அப்படி சொல்லலாமா ஏன் காத்த பிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு யமன் ஒன்னு பண்ண முடியாது உங்களை யமன்றது என்ன நீ இறக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் யம நிலைன்றான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க காத்தவே நீ பாட்டினா எங்க வர போறான் ஒரு சித்தர்கள் தான் சொல்லிருக்காங்களா சொல்லாத சித்தர்களே கிடையாது எல்லா பாடல்களும் இதை தழுவிதான் வருகிறது எல்லாமே ஜோதிய பத்தி தான் சொல்லியிருக்காங்க பவரை பத்தி தான் சொல்லிருக்காங்க சக்திய பத்தி தான் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா அடையாளங்களுமே எதை பற்றி என்றால் உள்ளே இருக்கும் இந்த மெய்ஞானத்தை பற்றி தான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க பேசுறீங்க இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க தம்பி நான் அதை பண்ணேன் தம்பி நான் என்ன சொல்லிங்க சாப்பிட்டா படுத்தும் தூங்கினேன் தம்பி அவ்வளவு தானே வேற என்ன பண்ணீங்க தேவையில்லாத மன வேகம் எப்போ குறையுன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை கிளப்பி விடாம இருந்தாலே முக்காவதி பிரச்சனை முடிச்சிருவாங்க மனசு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறீங்க மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க மனசு எதை வேண்டுனாலும் எதை விரும்பினாலும் அதை கொடுக்க நினைக்கிறீங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பழக்க நம்ம பழகி வச்சிருக்கோம் பண்ணுங்க எனது தேவை இவ்வளவுதான் இதை தாண்டி எனக்கு ஒரு தேவை இல்லை இதுக்கப்புறம் எது வந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான அந்த கான்பிடன்ஸ் வரணும் வருமா கொண்டு வந்துடலாமா தன்னிறைவுக்கு வரணும் முதல்ல நீங்க தன்னிறைவுக்கு வரல அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு மன நிம்மதியை தரவே மன நிம்மதின்றது அடைக்க முடியும் கடன் அடைச்சாதான் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க நிம்மதியா இருப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க படுப்பீங்க தூங்குவீங்க மன தெளிவு மட்டும்தான் அனைத்திற்கும் பேஸ் மன தெளிவை முதல்ல சம்பாரிங்க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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல மரபு ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எவ்வளோதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர் கொடுங்கள் கண்களாக வரம்போல் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்